எப்பா இருக்கும் நாட்டுக்கு வெறப்போதான் நாட்டுக்கண்ட ஃபிளைட்ல இல்லாட்டி கப்பல்ல தான் வெறும் எங்கட வீட்டுக்கும் வெறும்னு சொல்றாங்களே அது எப்படி வெறுப்போம்ன்றது தெரியாம கிடக்கு ஒருவேளை ஒரு காரை பிடிச்சு கொண்டு வந்துடுமோ இவங்கள் சொல்றத பார்த்தால் அது ஃபிளைட்ல தான் விரும்புற கட் சரி வீட்டை விதைக்க மாலையில் போட்டு மேலே தாளங்கள் அடிச்சு வரவேற்கணுமோ ஒன்றுமே தெரியாமல் கடாக்கு ஓ, ஓ, அங்க நீங்களா அப்பா நிக்கிற ஓ நிக்கிற நிக்கிற அடே வாடா. இந்த ஓட்ட எப்படி போகுது உம் என்னத்த சொல்றது உனக்கு என்ன படியான் வெளிநாட்டுல எங்களுக்கு அப்படியே வருமானமும் நிரந்தரம் இல்லை சாமான்கள்ட விலையும் நிரந்தரம் இல்லை இப்படியே ஒன்று நிரந்தரம் இல்லாமல் எங்கள்ட வாழ்க்கையும் வந்தாந்தாண்டு போய்கொண்டிருடா அவங்களும் அங்க நான் விடாத பாடுதான்னு படுவாங்க அந்த நேரம் நானும் எட்டப்படி அங்க என்ன பாடி எந்த பாடும் வந்தலாம் தான் இங்கேயே கூலி வேலை செய்து சனமெல்லாம் இப்பத்தே செலவுக்கு கஷ்டம்தான் எண்டபடியும் காசனு பாட்டி எண்ட பாடும் தம்பி ஒரு யோசினியா இருக்கிற சொல்லுங்கடா யோசினியா இருக்கிற ஒன்றுமில்லையாங்க நானும் அப்பதை ஒருத்த பாக்குறேன் மேலே பார்க்குறேன் கீழே பார்க்குறேன் அங்கே ஓர்றேன் என்ன அதுதான் அந்த அது எல்லாத்த எங்கட உங்களோட வீட்டுக்கு எல்லாட்ட வீட்டுக்கும் வரப்போதாமே அதுதான் எப்படி வரப்போகுன்னு ஜோதிச்சு கொண்டு இருக்கிறேன் என்னோட அது இது சொல்கிறேன் என்னென்று சொல்கிற இல்லை அதுதான் அது அந்த பஞ்சம் விரப்பதுன்றாங்களா ிருக்குமே இனி இங்க